குரு சிட்டியிலே பெரிய ரவுடி எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும் ஆனால் இவனுக்கு பின்னாடி கதை கிடையாது இவனோட சூழ்நிலை தான் இவனை ரவுடியாக ஆக்குச்சு அப்படி என்ன சொல்லலாம் வாங்க அதை பார்ப்போம் என்ன பேச்சுவாண்டே கிடக்கு பேசுவோம் உனக்கு என்ன ஆச்சு என்னடா ஏத்தி பேசுறேன் பவுடரு கட்டி எப்படி அடிக்கிறான் பாடுறா அவுட்ரு கொட்டினாலும் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுப்பா அடிக்கிறானா யார பேச சரி சொல்லு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை முடிச்சிடலாம் அண்ணன் போன் அடித்தார் காசுமேடி பாய் ஏதோ எவனையும் ஒருத்தரும் பட்டை பண்ணணுமா போலாம் ஹலோ ம் நான் எஸ்ஐ சார் உங்கள்கிட்ட பேசணுமா ஹலோ சொல்லுங்களா அப்படியா அவனை பத்தி விசாரிடா எந்த ஒரு குழந்தையும் பிறப்பதிலிருந்தே தீயவராக பிறப்பதில்லை சூழ்நிலையை பொறுத்தே அக்குழந்தை வளர்க்கிறது ஹலோ கேஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க அதாவது வெட்டு ஆன மாதிரி வந்து வந்திருக்கோம் இந்த கதை உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்னில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பிள்ளைக்கானியும் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ரொம்ப நாள் நம்ம வீடியோ போட்டு உங்களுக்கான வீடியோ இது தரமாகவும் இருக்கும் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்